उ ना वो डिश्नामा कीड़ सी वो वही तक Yeah. <laughs> நான் விருக்கிறேன். எங்க அப்பா பார்க்குறேன் புளி போல கண்ணெறி நான் வச்சுட்டேன் நான் வந்து கொத்தமரிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்ல மருதான் செடி தான் வாங்கிட்டு வந்து சமைச்சு மேல ஆப்பிள் கொஞ்சம் அந்த பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க. புல்லா தண்ணி ஊத்தலாம். இங்க வெந்து இருந்து இது லைட்டன் பண்ணலாம். இனிமேல் டப்பா எடுத்து போங்க. இந்த டப்பால இந்த ரைஸ் எல்லாம் செஞ்சு எடுக்கலாம். துளசில காமி துளசில வெண்ணி வெண்டைக்காவியில கொஞ்சம் நல்ல <laughs> <laughs> போட்டு எங்க அப்பாவுக்குறேன் தடவை போட்டு இல்லை தட்டில போட்டு எங்க அப்பாவுக்கு பேசிட்டு எங்க அப்பா தான் விடிய ஊக்குறீங்க கட்டு போட்டு காட்டில் போட்டுட்டு கத்தாவை செடி ஊச்சிடலாம் எங்கள் அம்மா பார்த்தவங்கன்னா எங்கள் அம்மாவோட பொறுத்து திப்புவாங்க வீடியோ எடுத்தனாலும் திப்பில் இப்படி வீடியோ டிராவலமாக போயிடும் என் சாப்பாடு பேட்டேன் இப்போ பெரிய கோவில் இருக்கின்ற ஒரு கட்டாயம் சரி இருக்குது அது நம்ம செடியாக இருக்கும் பேத்துக்கலாம் கப்போ அந்த கற்பில் அந்த கற்பு நல்லா பச்சு தான் கழுக்கி ஓடி பண்ணிட்டேன் வெள்ளைக்காய் வேஸ்ட் வந்துடுங்க திட்ட போறாலும் வீடியோ அடுத்த வீடியோ நான் வந்து வேற மாதிரி பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச